வணக்கம் பலகீதத்தின் சொந்தங்களே ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் அமெரிக்கா சென்று இருந்தபொழுது எடுக்கப்பட்ட இந்த வீடியோ உங்கள் பார்வைக்காக தரப்படுகிறது வீடியோவை பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் இருக்கிறேன் நன்றி வணக்கம்